வாரத்தில் உள்ள நாட்கள் பற்றி குழந்தைங்க படிக்க நீங்க ஒரு கேலண்டரை பயன்படுத்தலாம் கேலண்டர்ல உள்ள நாட்களை காட்டி இதுதான் வாரத்தின் நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் கேலண்டரை பயன்படுத்தி அன்னைக்கு என்ன நாள் நாளைக்கு அது என்ன நாளாக இருக்கும் என்று குழந்தையுடன் பேசலாம் உதாரணமா நீங்க திங்கட்கிழமையை காட்டி இன்னைக்கு திங்கட்கிழமை நாம இன்னைக்கு சில இனிப்பு பாண்டங்களை செய்யப்போறோம் என்று சொல்லலாம் நீங்க செவ்வாய்கிழமையை காட்டி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாம செவ்வாய் அன்னைக்கு திருவிழாவுக்கு போவோம் என்று சொல்லலாம் வாரத்தின் நாட்களையும் அவற்றின் வரிசையையும் கற்றுக்கொள்வது குழந்தைக்கு காலத்தை பற்றி புரிந்து கொள்ள உதவும்